பரக்காதுகுியின் பேருதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக இன்றைக்கி மனிதர்கள் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் வெளிரங்கத்தில் அழகாக தெரிகிறது ஆனால் நம்மளுடைய உள்ளம் சரியாக இருக்கிறதா நாம் செய்யக்கூடிய அமல்கள் பிறர் பார்ப்பதற்கு கண்ணுக்கு அழகாகவும் நம்மை ஒரு தக்குவாதாரியை போன்றும் எடுத்து காமிக்கிறது ஆனால் நம்முடைய அந்தரங்கம் சரியாக இருக்கிறதா நமது உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா நமது நீயத்துகள் எண்ணங்கள் சரியாக அமைந்திருக்கிறதா என்பதை தான் நாம் இன்றைய தினம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் கணித்திற்குரியவர்களே முதலில் ஒரு விஷயத்தை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களை கொண்டுதான் அனைத்து செயல்களுக்குமான கூலி வழங்கப்படுகிறது எப்படி செயல் ஒன்னாதான் இருக்குது ஆனால் இந்த ஒரு செயலையே ஒவ்வொரு ஆளும் வெவ்வேறு நீயத்துக்காக செய்யறாங்க உதாரணத்துக்கு பாருங்க தொழுகை இருக்குது தொழுகை என்பது ஒரு செயல்தான் தொழம்போது ஒரு ஆளுக்கு என்ன நீயத்து இருக்குது எனக்கு அல்லாஹினுடைய பொருத்தம் வேணும் என்று ஒரு ஆள் நீயத்தை வச்சு தொழுதாருனா அவருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் என்ன நினைச்சு மக்கள் என்னை தொழுகையாளி என்று பாராட்ட வேண்டும் எனக்கு மதிப்பு தர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் நபர் நான் தொழுவதின் மூலமாக எனக்கு நிறைய சொத்து சுகங்கள் கிடைக்க வேண்டும் என்று அதற்கான பிரதிபலனை அல்லா இந்த உலகத்தில் கொடுக்கின்ற நியத்துக்களைக் கொண்டு ஒவ்வொரு நபர்களுக்கும் நன்மை வழங்கப்படுகிறது புகாரியினுடைய முதல் ஹதீச அதுதான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜரத் செஞ்சு போனதோ சொன்ன முதல் உங்களுடைய சரி செய்து கொள்ளுங்கள் என்று பெருமான சொன்னார்கள் இதை சொல்வதற்கான ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் நிறைய நபர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜரத்து நாடு துயர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய நபர்கள் உலக ஆதாயத்திற்காகவும் பெண்களை இதை அறிந்த பெருமானி அல்லா ரசூலுக்கா ஹிஜரத் வந்தாக அவர்கள் அந்த அல்லா ரசூலை அடைந்து கொண்டார்கள் அவர்கள் அடைந்து கொண்டார்கள் பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்கு ஹிஜரத்து நாடு வந்திருந்தால் அவர் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொண்டார் எனவே எண்ணங்கள் எ அவர்களுக்கான செயல்பாடுகளும் அமைகிறது என்று பெருமான முறையில் சொல்லி காமித்தார்கள் அப்ப நம்மளுடைய நீயத்துகளை நம்மளுடைய எண்ணங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் சரியில்லாத எண்ணத்தோடு நாம் தொடரக்கூடிய எந்த தொழுகையும் அல்லாஹிடத்தில் பிரதிபலனை தராது எண்ணம் கெட்டு போய் நாம் செய்யக்கூடிய தர்மம் அல்லாவிடத்தில் எந்த பிரதிபலனையும் தராது எண்ணம் கெட்டு போய் நாம் கொடுக்கக்கூடிய உணவு உபசரிப்பு குரான் செய்வது எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி எண்ணம் சரியில்லை என்றால் நீங்க சரியில்லை என்று சொன்னால் எந்த செயலுக்கும் அல்லாவிடத்திலே மதிப்போ அங்கீகாரம் என்பது கூட கிடைக்காது என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் அல்லாஹ் ஒரு குரான் வசனத்துல சொல்லும் போது அல்லாஹ எதை பார்க்கறான் அல்லா மனிதர்கள்ட்ட எதை அல்லாஹ் உற்று நோக்கின்றான் என்பதை குறித்து அல்லாஹ் குறிப்பிடும் போது நீங்க அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய சதை துண்டுகளையோ ரத்தங்களையோ அல்லாஹு பார்ப்பது இல்லை அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உன்னுடைய இரையச்சம் எப்படி இருக்கிறது உன்னுடைய தக்வா எப்படி இருக்கிறது உன் நீங்க எப்படி இருக்குது எனக்காக உதா என்பதை பார்க்கின்றான் அதுதான் பெருமானார் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அபு ஹுரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய பதிவு செய்யப்படுகிறது الله <سؤال> لما يظل إلى شمالكم وittingم الله رب العالمين ونسييge deuxième مهدوェ ونسييء传 يجيء ونسي wygląda ونسيء عنده ونسيءnant ونسيء الجف disgrетров ونسيء leftover ونسيء ونسيء الله سيدي الله سيعطف ولكن يظل إلى قلوبكم உன் உள்ளம் எப்படி இருக்கிறது உனது மனது எப்படி தூய்மையாக இருக்கிறது உன் உள்ளத்தில் என்ன ஓடுகிறது உன் உள்ளத்தை தான் அல்லாக பார்க்கின்றான் இன்னும் உங்களுடைய நற்காரியங்களை அல்லாஹ உற்று நோக்கின்றான் என்று பெருமானார் சொல்லல்லா உலக வசலம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்களே அப்ப இன்னைக்கு நம்மள்கிட்ட எண்ணம் கரெக்டா இருக்கா தொழுகிறமே நீயத்து சரியா செய்யறமா நம்மளோட நீயத்து ஒழுங்கான முறையில் இருக்குதா என்ன நீயத்துல நம்ம தொழுகிறோம் அல்லா பொருத்தம் கிடைக்கணும்னு தொழுகிறோமா சொர்க்கம் கிடைக்கணும்னு தொழுகிறோமா நரகத்திலேருந்து பாதுகாவல் வேணும்னு தொழுகிறோமா பணம் வேணும்னு தொழுகிறோமா பதவி வேணும் தொழுகிறோமா நிம்மதி வேணும் தொழுகிறோமா ஏன் தொழுகிறோம் எதுக்கு தொழுகிறோம் எப்படி தொழுகிறோம்னு எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு நம்ம குணிஞ்சு நிமிந்துட்டோம்னு சொன்னா நம்ம பெரிய தக்குவாதாரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்லாக காப்பாற்ற வேண்டும் நீயத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நமது எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் எனது ரப்பு எனக்கு கட்டளையிட்டு அவன் கட்டளையை நான் நிறைவேற்றுகின்றேன் அவன் பொருத்தத்தை நான் விரும்புகின்றேன் இதுதான் ஒரு மூமியினுடைய தொழுகைக்கான அடிப்படை அசலான நீயத்தாக இருக்க வேண்டாமா அல்ல அதே தான் குறிப்பிட்டு காமித்தான் தொடக்கூடியவர்களுக்கு கூட நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலே ஒரு வசனத்தை இறக்கினான் அல்லவா சூரா أَرَأَيْتَ الَّذِي يُكَذِّبُ بِالدِّينِ فَذَٰلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ وَلَا يَحُضُّ عَلَىٰ طَعَامِ الْمِسْكِينِ فَوَيْلٌ لِّلْمُصَلِّينَ வர்களுக்கு வயல் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகத்தை நான் வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே சகாபாக்கள் கேட்டார்கள் யார் நரகம் என்றால் தொழுகையை நிலைநாட்டுபவனுக்கு நரகம் என்றால் தொழுகையின் மீது கவனம் செலுத்துபவனுக்கு நரகம் என்றால் என்ன யார் அசூரல்லா எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே நாயகமே எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் அல்லாஹ் அடுத்த ஒரு வசனத்தில் சொல்லி காமிப்பார் அல்லும் சாஹூ அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா மக்கள் தங்களை பார்த்து பாராட்ட வேண்டும் மக்கள் தங்களை பார்த்து ரசிக்க வேண்டும் மக்கள் தங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தையும் ஆசையையும் உயர்த்த வேண்டும் என்று மக்களுக்காக தொழுகையை நிலைநாட்டுவார்களே அத்தகைய தொழுகையாளிகளுக்கு வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு எச்சரிக்கின்றானே கண்ணி திருக்குரியவர்களே இன்றைக்கு அப்படிதான் நம்மளுடைய எல்லா தொழுகையும் அமைந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல ஹதீசுகள் இருக்கிறது நாளைய தினம் இதனுடைய தொடரில் நாம் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பார்ப்போம் அல்லாஹ் நல்ல நீயத்துக்களோடு நல்ல எண்ணங்களோடு வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக